அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நாள்தோறும் ஒரு நபிமொழி இன்றைய நாள் நபிமொழி மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபிமொழி செய்தினா உமர் புல் ஹத்தாப் ரதிலாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது உமர் ரதியுல்லாஹு தாலானு அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் சபையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம் அப்பொழுது மிக தொலை தூரத்திலிருந்து ஒரு மனிதர் பயணம் செய்து வந்திருப்பதை போன்று ஒரு மனிதர் வந்தார் அவரை நாங்கள் யாரும் இதுவரையிலும் மதினாவில் பார்த்ததே இல்லை அவர் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு ரொம்ப அருகாமையில் வந்து அமர்ந்தார் அவரை பார்த்தால் பயணம் செய்து வந்ததற்கான எந்த கலைப்பும் அவர் முகத்தில் தெரியவில்லை அவர் தலையில் புழுதிகள் இல்லை அவர் ஆடையில் அழுக்கு இல்லை புத்தம் புதிய ஆடை அணிந்து பார்ப்பதற்கே ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் அவரை நாங்கள் கண்டோம் அவர் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டார் அவர் கேட்டக்கூடிய கேட்ட அந்த கேள்விகளை வைத்து நாங்கள் முடிவு செய்தோம் வந்தவர் நிச்சயம் மாணவர் தலைவர் ஜிப்ரீலாகத்தான் இருக்க முடியும் என்று நாங்கள் எங்களுக்குள் முடிவு செய்து விட்டோம் அவர்கள் சில முக்கியமான கேள்விகளை கேட்டார்கள் அதில் முதல் கேள்வி என்ன தெரியுமா رسول தூதரே என்றால் என்ன என்பதை அறிவித்து தாருங்கள் என்று வந்த அந்த மனிதர் கேட்டார் உடனே நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்கள் அதற்கு பதிலளித்தார்கள் நீங்கள் அவனால் அல்லாகுவையும் அல்லாகுவால் அவனால் அனுப்பப்பட்டிருக்கூடிய ரசூல்மார்கள் நபிமார்களையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஆகிரி இன்னும் நீங்கள் மறுமையினாலையும் ஈமான் கொள்ள வேண்டும் இன்னும் விதியின் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்வதுதான் ஈமான் என்று பெருமானார் ல்லு அலி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அதை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த மனிதர் அடுத்தடுத்த கேள்விகளை அவர் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவரிடத்திலே கேட்க ஆரம்பித்தார்கள் பெருமானார் பதிலளித்தார்கள் என்று உமர் ரதியானு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்படுகிறது கணித்துரியவர்களே ஈமான் என்பது அல்லாஹுவை முழுமையாக நம்ப வேண்டும் வானவர்களை முழுமையாக நம்ப வேண்டும் அவனால் இறக்கி வேதங்களை முழுமையாக நம்பி அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்து நடந்து விளக்கப்பட்டிருக்கக்கூடிய நடந்து அந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரநிறைகளோடு வாழ வேண்டும் அவர்களுடைய அல்லாஹுவின் தூதுவர்களை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் கேமத்தினால வறுமை நாளை நம்ப வேண்டும் நல்லது கெட்டது அனைத்தும் படைத்த ரொப்பினுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் முழுமையாக மனப்பூர்வமாக உளப்பூர்வ நாம் ஏற்றுக்கொண்டால் தான் நம் ஈமான் நிறைவடைகிறது இதுதான் ஈமானுக்கான அடிப்படை விஷயங்கள் என்று நபி அலை வசல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் இந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் பேணி பின்பற்றி வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக இன்ஷா அல்லா நாளை ஒரு நபி மொழியில் சந்திப்போம் அஸ்லாம் வரமத்துல